சுவாமியை ஷரணமையப்பா என் குருநாதனை ஷரணமையப்பா ஐயப்பமாரர்களுக்கும் சுவாமிமாரலுக்கும் பாலகிரம் தமிழன் சொந்தங்களுக்கும் இனிய மாலை வணக்கம் இன்று ஐயப்பனுக்காக என்ன எழுதப்பட்ட புதிய பாடல் உண்டு கண்ணீர் மாலை ஐயப்பனுக்கு என்ற தலைப்பிலை எழுதியுள்ளேன் இந்த பாடலை ஐயப்பனுக்கு சமர்ப்பிப்பதில் பெருமை கொள்கிறேன் இந்த பாடலை கேட்டு எப்படி இருக்குன்னு நீங்கள் உங்கள் கருத்துக்களை மறக்காமல் எழுதி அனுப்புங்கள் பாடல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் ஆல் பண்ணீங்கன்னா நாங்கள் கூடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு கொண்டு சேரும் வாங்க பாடலுக்குள்ள போகலாம் சுவாமியை ஷரமயப்பா சுவாமியே சரணமையப்பா சுவாமியேப்பா தர்மப்பா சுவாமியேப்பா தர்ம சாஸ்திராவிஷரணமப்பா அனுதினம் பூஜை செய்தேன் உனக்கு அனந்த கோடி நமஸ்காரம் அனுதினம் பூஜை செய்தேன் உனக்கு அனந்த கோடி நமஸ்காரம் சுவாமிகே சரணமப்பா தர்ம சாஸ்திராவிஷரணமப்பா அனுதினம் பூஜை செய்தேன் உனக்கு அனந்த கோடி நமஸ்காரம் சென்ம சாபம் சேர்த்து விட்டேனோ நான் சென்ம சாபம் சேர்த்து விட்டேனோ சேர்த்த புண்ணியம் சொல்லவில்லையோ நான் சேத்த புண்ணியம் சொல்லவில்லையோ செய்வதரியா விழிக்கின்றேன் ஐயப்பா செய்வதா விழிக்கின்றேன் இந்த செய்யினையும் மன்னிப்பாயோ செய்வதரியா விழிக்கின்றேன் ஐயப்பா செய்யினியும் மன்னிப்பாயோ சுவாமியேஷரணமப்பா தர்ம சாஸ்திராவிஷரமப்பா அனு தினம் பூஜை செய்தேன் உனக்கு அனந்த கோடி நமஸ்காரம் துளசி மாலை அணியும் பாக்யம் துளசி மாலை இருமொழியில் ஏங்கும் பாக்கியம் பெருவழியில் நடக்கும் பாக்கியம் நீயும் பேதை எனக்கு அருள்வாயோ துளசி மாலை அணியும் பாக்கியம் இருமொழியில் ஏங்கும் பாக்கியம் பெருவழியில் நடக்கும் பாக்கியம் இந்த பேதையனக்கும் எனக்கு மறுவாயோ சுவாமி ஈஷரணமப்பா தர்ம சாஸ்திராமிஷத நமப்பா அனுதினம் பூஜை உனக்கு அனந்த கோடி நமஸ்காரம் கண்ணீர் மாலை சமர்ப்பிக்கின்றேன் ஐயப்பா கண்ணீர் மாலை சமர்ப்பிக்கின்றேன் உங்கள் கால் பிடித்து சரணடைந்தேன் பதினெட்டு வழி மிதிக்கும் பாக்கியம் பதினெட்டு வழி ஏறும் பாக்கியம் இந்த பாவி எனக்கும் அருள்வாயோ கண்ணீர் மாலை சமர்ப்பிக்கின்றே உங்க கால் பிடித்தேன் சரணடைந்தே பதினெட்டுபடி ஏறும் பாக்கியம் இந்த பாவி எனக்கும் மறுவாயோ சுவாமியே சரணமப்பா தர்ம சாஸ்தாவி ஷரணமப்பா அனுதின பூஜை செய்தே உனக்கு அனந்த கோடி நமஸ்காரம் அனந்த கோடி நமஸ்காரம் அனந்த கோடி நமஸ்காரம் ஐயப்பான் ஓம் அறிந்தும் அறியாமலும் திரும்பும் தெரியாமலும் நாங்கள் செய்த சகல வட்டங்களை பொறுத்து காத்து ரட்சிக்க வேண்டும் ஓம் ஸ்ரீசுக்கியமாய மன்னதபடி மேல்வாளம் வில்லாளிவரின் வீரமடை கண்டிருக்கா சாமேஸ்வரம் பாண்டி மலையாளம் அணி கிடைக்காகின்றார் ஓம் சேரிகள் சரணாசித்தன இணையப்ப சுவாமியே சரணமையப்பா சுவாமி நாள்கள் இந்த பாடலை பற்றிய கருத்துக்களை மறக்காமல் மீண்டும் ஒரு நல்ல பாடல்களை உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு பாலகிருந்த தமிழின் தவித்தங்கள் பாலகிருஷ்ணன் நமக்கு நன்றி வணக்கம் சுவாமி சரணம்